ீத்தி இருக்கா என்னோட ஃப்ரெண்டு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விளாக்ல அவ வந்து ஒரு விளாக்ல ஒரு பிளாக் ஆரம்பிக்க போறான் யூடியூப் சேனலும் பிளாக் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால அவளுக்கு வந்து ஒரு கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்போ நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ பண்ணுறது வந்து பிளாகர் டாட் காம்னு ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் ஸோ நான் மத மொதல் பிளாக் நான் வச்சுருந்தது வந்து பிளாகர் டாட் காமில் தான் ஸோ அது கூகுளோடது அது வந்து ஃப்ரீ கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ யார் வேணாலும் உங்களுக்கு வந்து பிளாகிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து உங்களை வந்து என் சிஸ்டர்ல திருப்பி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து அதனால நான் என்னெல்லாம் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேண்டியது நீங்கள் பண்ணிக்கலாம் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பிளாக் ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து அந்த அட்ரெஸ் பாரில் வந்து நான் பிளாகர் டாட் காம் பிஎல்ஓ ஜிஜிஆர் அது பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வரும் இப்படி வரும்போது கிரியேட்டிவ் ஓர் பிளாக்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது அட்ரஸ் இதை கேட்கும் ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் புதுசாக உங்கள் பிளாகுக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களோட ஓல்டு ஜிமெயில் ஐடி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு அதில் அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வந்து கைட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வரும் வெல்கம் டு பிளாகர் கன் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஸோ டிஸ்பிளே நேம் என்னன்னு கொடுக்கணும் ஸோ நான் இது பிரீத்திக்கின்னு ஆரம்பிக்கிறதுனால ஸோ அவளுக்கு உள்ள நேம் கொடுக்குறேன் அதை கொடுத்துட்டு கண்டினியூ டு பிளாகரை கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அது உங்களோடய பிளாகரோட இதுக்கே கூட்டிகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ பிளாக் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய டெம்ப்ளேட் கேட்கும் நீங்கள் என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன் டைட்டில் உங்களோட பிளாகோட டைட்டில் என்னன்னு கொடுக்கணும் நீங்க உங்க blogோட name எது உண்டோ அத கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஷேர் பண்றது. சரியா? அதுக்கு அப்புறம் blogோட address கொடுக்கப் போறோம். அதுல நீங்க உங்களுக்கு வந்து கேக்கு. என்ன address உண்டோ அதை கேக்கு. அது அது அது உங்களுக்கு ஷோ ஆகும். This blog address is available அப்படிந்து நிச்சுனா உங்களுக்கு வந்து நீங்களுக்கு uh, உங்களோட பிளாகோட நேம் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு காணிக்கும் ஸோ நீங்கள் டொமைன் நேம் வாங்கிட்டீங்கன்னா உங்களோடது வந்து டாட் காம்னு நீங்கள் வச்சிக்கலாம் ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு தேவை இல்லை நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து நல்லா கண்டினியூஸாக நீங்கள் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோ டேரியில் வந்து டொமைன் நேம் வாங்கிக்கலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கிறது வந்து ஃபோர் தௌசண்ட் தான் வரும் நான் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம நோ தேக்ஸ் கொடுத்துடலாம் உங்களோட் வந்து இப்படிதான் இருக்கும் பேக் போஸ்ட் போடுறது வந்து கிரியேட் இருக்கு அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுலதான் போஸ்ட் வந்து கிரியேட் இமேஜ்லாம் வீடியோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வந்து போஸ்ட் எப்படி எழுதணும் லைட்டா ஒரு சாம்பிள் போஸ்ட் காஞ்சிச்சறேன் தி போஸ்ட் டைட்டல்ல வந்து உங்களோட ரெசிபியோட டைட்டில் சோ நான் இங்க ரெசிபி வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன் சோ the recipe title அதுல வரும் அதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிற ரெசிபி அப்படியே போட்றாங்க இவ போட்டுட்டு இமேஜ் ஆட் பண்றது வந்து இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்லோடுன்னு இருக்கான்னுக்கும் அதில் சூஸ் ஃபைல் போய்ட்டு நீங்கள் இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறது எந்த இமேஜும் அதை போட்டுருக்கோம் அதை போட்டுட்டு இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஆட் செலக்டட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிடுவோம் அப்போது உங்களுக்கு இமேஜ் ஆட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சைஸு எக்ஸ் லார்ஜ் அந்த மாதிரி சைஸ் கொடுத்துக்கலாம் அப்புறம் இது ரெண்டாவது போட்டுக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில அந்த இமேஜ் போடணும்னா போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஒரு இமேஜும் செகண்ட் இந்த இமேஜையும் போட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டோட சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் இருக்குல்ல நார்மல் இல்லை இதில் இல்லை நான் இருக்குல்ல இப்படி கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பெருசாகிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து லேபிள் இருக்குல்ல இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது என்ன கேட்டகரியில் வருமோ அதை கொடுத்துக்கலாம் ஸோ ஹல்வா ரெசிபீஸ் கமா கொடுத்துட்டு ஸ்வீட் ரெசிபீஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இவ்வளோ சிம்பிள் இதுல வந்து வீடியோ நீங்க ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இன்னா இருக்குல இந்த வீடியோல போய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ ரெசிபி போட்டாச்சு இத பப்lish பண்ணிடலாம் பப்lishக்கு வந்து சைடுல ஒரு ஆப்ஷன் இருக்குல பப்lish دهกดீங்கன்னாங்களோட போஸ்ட் வந்து பப்lish ஆயிடுச்சு இத பார்க்கணும் அப்படின்னாங்களோட வெப்சைட் பார்க்கணும்னா இதல வந்து view blog இருக்குல சோ அந்த view blog-ஐ நீங்க click பண்ணீங்கன்னாங்களோட வெப்சைட் வந்து ஓபன் ஆகும் இதுதான் அவளோட இந்த நேம் வீடியோ யூடியூப் வீடியோ யூடியூப் சேனல் அண்ட் பிளாகோட நேம் இது வந்து நம்ம வந்து இப்ப வந்து லே அவுட்டை கூட மாத்திக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு என்ன லே அவுட் வேணுமோ இந்த தீம் இருக்குல்ல தீம்ல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க லேアウト மாத்திக்கலாம் நிறைய தீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அத யூஸ் பண்ணிக்கலாம் அலோங்க்லி காணிக்கும் அதோட லேアウト வந்து உங்களுக்கு காணிக்கும் நீ அதை நீங்க பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டர் வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் போஸ்டும் போடுறேன் சோ இப்படிதான் நீங்க வந்து blog போடணும் நீங்கள் வந்து அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஐடியாஸ் ஸோ இதில் வந்து சைடில் தீமில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் லே அவுட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பிளாகை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இது மூலியமாக ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ வந்து அவளோட பிளாகில் வந்து லே அவுட் நான் மாற்றிட்டேன் ஸோ ஹெட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆத்தர் இது வச்சிருக்கேன் ஃபோட்டோ அதுக்கப்புறம் அந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரீட் மோர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பிளாகு ஸோ இங்கே வந்து இந்த சிக்கன் முகலாய் ரெசிபி கிளிக் பண்ணோன்னா இப்படி பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஓடி அவ போட்டிருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாகை டிசைன் பண்ணோம் ஸோ ஹெட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பவர் பாயிண்டில் பண்ணிடலாம் ஸோ அது இந்த ஹெட்டர் பர்டிகுலர் ஹெட்டர் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஹெட்டர் இருக்குலா இது வந்து எப்படி உங்களுக்கு குயிக் அதாவது நீங்கள் உங்கள் பிளாக் வந்து எப்படி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் எந்த நேமில் வேணாலும் ஆனால் இது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஹெட்டர் ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கரெக்டாக ஒரு குயிக் காட்டு காணிச்சிடுறேன் ஸோ பவர் பண்ணிக்கோங்க பவர் பாயிண்ட் ஓப்பன் ஃப்ரெஷ்ஷாக காணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வரும் உங்களுக்கு ஸோ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிட்டு இன்சர்ட்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இந்த சைடு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பிளாக் நேமோ அதை அடிங்க இது வந்து கீழே நான் டைப் பண்றது வந்து மேலே உள்ளது உங்களோட name நேமாக இருக்கும் கீழே உள்ளது வந்து உங்க பிளாகோட ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிட்டு அப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட்ல போயிட்டு இந்த வேர்ட் ஆர்ட் நீங்க ஒன்று இருக்கும் அந்த வேர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் ஸோ நான் வந்து ஒயிட்டுனால நான் இந்த கிரே கலர் இதை சூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம எழுதி வச்சுதான் டெலிட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து பெருசாக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ண ஃபாண்ட்டை மாற்ற போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபாண்ட் மாற்ற ஹோம்க்கு போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் உண்டோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பிராட்லி ஹேண்ட் ஐடி சீன் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எவ்ரிடே ரெசிபிக்கு வந்து அதை சூஸ் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து சின்ன ஐகான் மாதிரி ஏதாவது ஒன்று நான் யூஸ்வலாக இந்த கேலி இந்த வந்து சூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு மாறிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல ஸோ இப்போ வந்து இந்த இந்த இதை வந்து நான் வந்து பெருசாக்க போகிறேன் பெருசாக்குறதுக்கு நம்மளுக்கு மேலே பவர் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் அந்த ஏன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இருந்தால் பெருசாகும் இது சின்னதாகும் அதனால் இந்த ஏ இதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் பெருசாகிடுச்சா ஓகே இப்போ வந்து இது வந்து கிரே கலரில் வச்சுருக்க இந்த ஈஸி ரெசிபியை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து பிளாக் கலரில் இப்படி மாற்ற போகிறேன் ஸோ பிளாக் அது மட்டும் மாற்றிட்டேன் ஸோ பிளாக் இல்லை இந்த சைடு நான் ரெட்டுன்னு வச்சுருக்கேன் அதனால் ரெட் கலரில் மாற்ற போகிறேன் ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு பளிச்சுன்னு இப்போ வந்து இது இது வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்குல்ல இதில் வந்து ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு டிசைன் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு ஃப்ளோரல் ஃபிளிப்கார்ட்டுன்னு அடிச்சுட்டு இமேஜஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் நிறைய வரும் அதில் இந்த இமேஜை வந்து காபி இமேஜ் கொடுங்க காபி இமேஜ் கொடுத்துட்டு பவர் வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா இது இப்படி வரும் அதுக்கப்புறம் இதை தூக்கி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் தள்ளி இருக்கு இதை மறைக்குது இந்த இமேஜ் பின்னாடி சைடு கொண்டு போனோம் அதுக்கு வந்து நீங்க இந்த இமேஜ்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இது ஓபன் ஆகும் அதுல பிக்சர் ஃபார்மேட்ல செலக்ட் ஆயிருக்கும் அதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வேர்ட் சென்ட் பேக்வர்டுன்னு இருக்குல்ல சென்ட் பேக்வேர்ட் பண்ணணும் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த இமேஜை வந்து நான் இருக்கல இதை ஓகே ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு பின்னாடி தான் போகும் புரியுதான் சொன்னது ஓகே ஸோ இதை நம்ம இந்த இடத்துல வச்சுட ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த ஹெட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ கன் வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க எல்லாமே செலெக்ட் ஆகும் கண்ட்ரோல் சி கொடுத்திங்கன்னா எல்லாமே காப்பி ஆகும் அதுக்கப்புறம் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பிக்சர்ஸ் மேனேஜர் இருக்குல்ல ஸோ மைக்ரோசாஃப்ட் பிக்சர்ஸ் மேனேஜரில் போய் எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே சேவ் ஆகிடும் ஸோ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் பட் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் சேவ் ஆகிருக்கும் ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன்னா இனி வந்து இதை இந்த இதை வந்து நம்ம ஹெட்டரில் ஆட் பண்ணோம் அது எப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன் இப்போ நான் பிளாகருக்கு மறுபடியும் போயிட்டேன் போயிட்டு இந்த சைடில் வந்து தீம்ஸ் லே அவுட்டுக்கு போங்க லே அவுட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து ஓகே ஹெட்டர்னு இருக்குல்ல இதுல தான் நம்ம வந்து ஹெட்டரை ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து சைடில் எடிட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி நான் ஆக்சுவலி ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் ஸோ நான் உங்களுக்கு திருப்பியும் ஆட் பண்ணி காணிக்கிறேன் இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஹெடர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு நான் அதை ரிமூவ் கொடுத்துட்டேன் ஹெட்டர் ஸோ இப்படி அந்த ஆப்ஷன் வந்து இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து ஃப்ரம் கம்ப்யூட்டர்ல சூஸ் பண்ணும் ஸோ சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹெட்டரை வந்து இதுல வந்துட்டு அந்த இமேஜ் பண்ணோன்னா இந்த செக் பண்ணிடுங்கல இதை வந்து டிக் பண்ணிருங்க ஆட் ஆயிடும் சேய் கொடுத்துட்டு நீங்கள் வியூ பே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ப்ரொஃபஷ்னல் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஹெட்டர் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எல்லாமே வந்து இந்த லே அவுட்னு இந்த லே அவுட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ என்ன விஜிட் வேணுமோ சைடில் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் இதில் வந்து author அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடு இந்த கோடு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த கோடில் வந்து ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பேஜை பிளாகை வந்து டிசைன் பண்ணும் ஸோ உங்களுக்கு நான் பேசிக்காய்ட்டு இந்த ஹெட்டர் தான் கொஞ்சம் மெயின் ஆக்சுவலாக பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து ஹெட்டர் தான் ஸோ அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் காணிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போனோம் அப்படின்னா இந்த தீமில் போனீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் இதில் வந்து கஸ்டமைஸுன்னு இருக்கும் இந்த கஸ்டமைஸ்க்குள்ளாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களோடய ஹோல் பிளாகே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே மேலே நியூ போஸ்ட்டு இருக்கும் ஸோ நியூ போஸ்ட் வச்சு இது நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த இது அதனால் அவ நிறைய ரெசிபி ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து நியூ போஸ்ட்டில் போய் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பிளாக் எப்படி பண்ணுங்கக்கா காணீங்க காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்படி தான் வந்து ஒரு ஈஸியாட்டு ஃப்ரீயாட்டு நீங்கள் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் அது ரெசிபி பிளாகாக இருக்கலாம் உங்களுக்கு பியூட்டி இருக்கலாம் எது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பிளாக் எழுதிக்கலாம் உங்களுக்கு ஸோ தமிழில் கூட நீங்கள் வேணுனாலும் எழுதிக்கலாம் ஸோ அது தமிழ் டைப் பண்ணுறது எதாவது இடத்துல டைப் பண்ணி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஃபார்மேட் எடுக்க முடியும்னா அதை கூட நீங்கள் இந்த பிளாகில் பேஸ்ட் பண்ணி தமிழில் கூட நீங்கள் பிளாக் எழுதிக்கலாம் ஓகே இதை உங்களுக்கு சொல்லணுன்றது நிறைய பேத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது பிளாக் க்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் உங்களோட லிங்க் எனக்கு அனுப்பி வைங்க நான் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை ஸோ இதோடு இந்த விளாகை விலாக் இல்லை இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் so all the best நீங்கள் வந்து blog create பண்ணுறதுக்கு என்னோட best wishes so வந்து keep going தான் சொல்லுவேன் நீங்கள் create பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் so all the best bye அதுக்கப்புறம் சொல்லணுன்றதந்தேன் இதை சொல்ல மாதிர்கிட்ட மெயினான விஷயம் ஸோ பிரீத்தி நான் கேரண்டி டாட் பிளாக் ஸ்பாட் காம் ஸோ இதுதான் வந்து பிரீத்தியோட நியூ பிளாகு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து அவ ஒன்று வச்சிருக்கா ஸோ யூடியூப் சேனலும் வந்து பிரீத்தி நான் கேரண்டி அப்படின்னு வந்து யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் முக்கால்வாசி டெய்லி வீடியோஸ் போடுறா ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் ஸோ நேமே பார்த்திங்களா ப்ரீத்தி நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது கண்டிப்பாகட்டு ஓகே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க